நான் என்று பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுப்புற சுகாதாரம் சுற்றுப்புற சுகாதாரம் என்றால் நோய் எற்ற வாழ்க்கை செல்வம் என்பது பல மொழி நம் வீட்டை மட்டும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் போதது நம்மை சுற்றியுள்ள நீர் மறந்தால் நாடும் குப்பை மே வெற்றிப்படிகள் கடல்களிலும்தவீதம் சாக்கடை நீர் சேர்ந்து வருகிறோம் நம் விவசாயிகளின் புனித மண்ணையும் நெகிழி என்கிற கொடி அரக்கனை வைத்து மாசுபடுத்தியுள்ளோம் கொடுமை அக்காலத்தில் என் தாத்தா மண்குவலையும் மோரையும் கஞ்சியையும் அருந்தினார் ஆனால் இக்காலத்தில் என் விஞ்ஞான நாகரீம் என்ற பெயரில் பீஸாவும் பர்கரும் முன்னிட்டு நெகிழி குழந்தைங்க அதனால் வயிற்று வழியோடு மருத்துவமனைக்கு ஓடுகிறார் வேண்டாம் என்றா வேண்டவே வேண்டாம் நம் தலைமுறையில் தோன்றிய நாகரிக வளர்ச்சி போதும் நம் குழந்தைகளுக்கு சுத்தமான நீரையும் சுத்தமான நிலத்தையும் சுத்தமான காற்றையும் பாதுகாத்து கொடுப்போம் அதெல்லாம் நம்மை போல மாணவர்களின் கையில் தான் உள்ளது மேலும் நாங்கள் கிராமத்து பெண் என்ற முறையில் ஒன்றை கூற விரும்புகிறேன் கண்ட இடத்தில் கழிக்க வேண்டாம் காணையை காண வேண்டாம் ஜான் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கழிவறை கண்டுபிடித்தார் அதில் இன்று வரை நானூத்தி இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றன தோன்றிய நாகதிய காலத்திலேயே சாக்கடையோடு இணைந்த வசதி இருந்தது மேலும் ஜூன் ஐந்து ஜூன் ஐந்தாம் நாள் நம் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுகிறோம் மேலும் அரசாங்கம் காந்திஜியின் நூத்தி நாற்பத்தி பிறந்த நாளை தூய்மை கட்டுத்தட்டை கொண்டு வந்தார்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக முக்கிய கிராமத்து பெண்களுக்கு இலவச கழிவுறையை கட்டுவதற்கு உதவிய பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே பசுமையங்கே வடமையங்கே நாமும் அரசாங்க தோடி இணைந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து கொடுப்போம் வீடு வளம் பெறும் நாடு நலம் பெறும் நாடு நலம் பெறும் இவ்வுலகம் வளம் பெறும் நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாதது ஒழுத்து என்று வள்ளுவர் கூற்றுக்கு இணங்கா விண்வேலையில் தவழ்ந்து செல்லும் கார்முகீர் கூட்டத்தில் மண்ணில் மழையாக வைப்பது மரங்களே ஆகவே மரம் வளம் மழை வளம் செழிக்க மரம் வளம் தேவை மரம் வளம் காடு வளம் தேவை என் இதுவரை என் உரையை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்